ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி வைக்கிறோங்கிறத பார்ப்போம் இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே அருமையான டிஷ்ஷு ஓகேங்களா இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தக்காளி ஒரு ஆறு பல்லு பூண்டு கால் கப் புதினா கால் கப் கொத்தமல்லி அப்புறம் உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஓகேங்களா ஸோ வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஓகே இப்போ அடுப்பில் கொஞ்சம் பேன் வச்சுட்டு இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் வந்து வைக்கிறேன் நல்லெண்ணதான் யூஸ் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு ஸோ உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் அதுக்கப்புறம் ஊஞ்சல் அதுக்கப்புறம் நம்ம காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு மாதிரி கிண்டி விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கட்டணும் இத வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வடங்கணும் கலர் ஆகி நல்லா ஸோ இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நறுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஐக்கிங் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் ஸோ புதினா ரெண்டும்யும்ட் பண்ணிக்கா வடக்குறீங்க அப்படின் நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடும் கொஞ்சம் சில இது வந்து டூ மினிட்ஸ் வடக்கூட வேண்டாம் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போதும் அந்த பச்சை வாடகை போடுற வரைக்கும் போதும் வளரங்க பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அவ்வளோதாங்க பதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நீங்கள் தனியாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கங்க இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு சட்னி ஆகலாம் இல்லை தண்ணி ரொம்ப விடாமல் கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா ஒரு துவையல் மாதிரி ஒரு மல்லி துவையல் மாதிரி அரைச்சிட்டு நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் வீவஸ் நம்ம அரைச்சாச்சே ஓகே ஒரு அருமையான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் அதனால் இது ரொம்ப தண்ணி கொஞ்சம் துவையல் மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் போட்டு போனேன்னு இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு புளி கூட கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் லைட்டாக புளி கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுக்காக ஓகே யூஎஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்